எனக்கு பிரேக்கப் ஆகி ஒரு வருஷம் மேல ஆகுது ப்ரோ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களை நினைக்காம இருந்ததே இல்லை இப்ப வரைக்கும் எங்களுடைய ஓல்டு சேட் நாங்க பேசின வாய்ஸ் ரெக்கார்ட் அதை மட்டும் தான் ப்ரோ கேட்டு வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கேன்